வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கனா ஜனவரி 17, Monday ஸோ இப்போ மார்க்கெட் வந்த டைம் வந்து ஒரு லெவன் தேர்ட்டி மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன்லேயே தான் இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படி டவுனில் இறங்கியல நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இந்த சார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம இப்போ பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலான்னு நமக்கு இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த கால் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து ஜென்ரேட் பண்ணோம் அப்படி தான் இன்றைக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் இறங்குது நமக்கு வந்து 38,409.30 ஒவ்வொரு நாளும் வந்து மார்க்கெட் ஏற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பைக்கால் ஆகும் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது செல்கால் ரெட் கலர்ல கேண்டில் வந்து கலர் மார்க்கெட் எப்படி இருக்குற மாதிரி நம்ம வந்து வந்து பண்ணிக்கலாம் கிரீன் கலர்லேயே கேண்டில் போச்சுன்னா அது ஒரு வைட் ட்ரெண்ட் அதே இப்ப பாருங்க ரெட் கலர்ல போய்கிட்டு இருக்கு நம்ம இதை வந்து ஒரு ட்ரெண்டாவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கேண்டில் ஸ்டிக் கலரை பிக்ஸ் பண்ணியே வச்சிருக்கோம் ஸோ யாரு வேணாலும் நீங்க இந்த சார்ட்டை பாக்கும்போதே மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து இப்போ ஒரு என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் அப்படின்றது கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேருக்கு அதுக்கு ரொம்ப சிம்பிளாக அந்த ஃபஸ்ட் ஹேண்டிலேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும் செல் அட் தேர்ட்டி எயிட் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குதுல அதான் டார்கெட் லைன் மேலர்க்கு லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்ட்டி மினிமம் எவ்வளோ எய்ம் பண்ணலான்றதுக்கு 38,313.13 இருக்கு ஸோ தேர்ட்டி எயிட் த்ரீ பார்க்கணும் ஒரு நன்றி ஃபைவ் பாயிண்ட்ஸ் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கட் வந்து இருக்கு இந்த நைன்டி ஃபைவ் பாயிண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான சார்ட் யார் வேணாலும் நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே போதும் மார்க்கெட்னுடைய இந்த வீடியோப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓபன் பண்ணி பார்ப்பீங்க பார்த்துட்டு அதுவே மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை மாற்றிட்டு எங்க செல் பண்ணலாம் எங்கே பை பண்ணலாம் என்ட்ரி பாயிண்ட் வரும் டார்கெட் எங்கே எயின் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கிட்டா எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடச்சிரும் இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல்கால் எப்படி ஒர்க்கோட்டானதை பார்க்கலாம் ஸோ செல்கால் பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆனது இப்போதைக்கு ரிவர்ஸில் தான் போகுது செல் கால் ஜென்ரேட் ஆனது ஒரு தேர்ட்டி பாயிண்ட் மேலே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு செல்கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன்சைல இறங்கிக்கிட்டே வருது லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தான் நல்லா பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கிச்சினே கூட சொல்லலாம் ஸோ நமக்கு செல் ஜென்ரேட் ஆன ஃபைனலாக இப்போ ஃபர்ஸ்டாக ரெட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் தருது நமக்கு செல் கால் வந்து தேர்ட்டி எயிட் ஃபோர் நாட் நைன் இப்போ த்ரீ ஹண்ட்ரடுக்கும் கீழே போது இப்போ டூ செவன்டிக்கு கீழே டூ ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆயிருக்கு தேர்ட்டி எயிட் ஃபோர் நாட் ஆனது ஒரு ஃபார்ட்டி வந்து நமக்கு இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி வீக்லி புட் ஆப்ஷன் பார்க்குறோம் நமக்கு செல் கால் வந்தனாலும் புட் ஆப்ஷன் ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் ஒன் நைன்டி வந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டூ எயிட்டி வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ நமக்கு பைக் கால் வந்து ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒன் நைன்டி எயிட்டில் பை வந்துச்சு பட் நமக்கு கிடச்ச அந்த ஒரு சிங்கிள் கேண்டினுடைய ஸ்பைக் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டிலேருந்து டூ எயிட்டி வரைக்கும் மூவ்மெண்ட்டாக இருக்குது ஸோ நம்ம இப்போ வந்து அவுட் ஆஃப் த மணி பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மணி மாதிரி 38,500 எயிட் தௌசண்ட் ஃபைவ் புட் ஆப்ஷன் ஸோ இதுல பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி த்ரீல வந்து ஃபைவ் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அட் ஆயிருக்கு ஸோ நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது வீக்லி ஆப்ஷன் தான் கமிங் தேர்ஸ்டே எக்ஸ்பெரியாக போகிற ஆப்ஷன் தான் ஏன் அந்தளவுக்கு மூமெண்ட் ஆயிருக்குன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மணி ஆப்ஷன் கேள்வி நல்ல ஒரு டீப்பாக இருக்கும் நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரியாக்ஷன் எப்படி ஃபியூச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணதோ அதுக்கேற்ற மாதிரி மூவமெண்ட் இருக்கும் அதனால தான் அது ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கிடச்சிச்சு ஆக்சுவலி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கிடச்சிச்சு ஸோ அதனாலதான் இங்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஆப்ஷனில் மூவமெண்ட் வந்து ஒன் பண்ணிங்க பார்க்கும்போது கேண்டில் கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம் அடுத்த முடியும் தேங்க்யூ